அவருங்களா ஹலோ இந்த போனிருந்தாங்க அங்கே வந்துட்டு வாங்க கொண்டு போய் ஒரு நிமிஷம் அவத்தாரு பேசிட்டு இருக்க போடுங்க விள்ளை வில்ல போடுங்க நான் வரேன் சொல்லுங்கமா இவனா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கலா இல்ல நீங்க வந்து ஆர்விஎஸ் ஸ்டோர்ல வந்து வாங்குறீங்களா ஆர்விஎஸ் ஸ்டோர்ல வாங்குறோம் ஆர்விஎஸ் இல்ல انا ஆர்விஎஸ்மா ஆ சரி அது வந்து வாங்குற हां 슈퍼 ஸ்டோர் இருக்கங்களா அங்க हां தெரியும் அங்க தரீங்களா हां சரி உங்க பேர் என்ன அவதார் குட்டீன்னு போட்டிருக்கு உங்க பேர் என்ன يلا முழு பேர் சொல்லுங்க ஏனா நிறையா இருக்காங்க <usles> <usles> நீ என்ன என் பேர்மா லாக் எடுத்திருந்து போட்டு என்னன்னு தெரியல சிம்பிள் லாக் தான் சொல்லி பசங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கு நான் வந்து இந்த நோக்கியா போன் எடுக்கிற பையன் இந்த இதெல்லாம் நோண்ட தெரியாதுங்க வேலையை பாக்கறத நாங்க பாண்டிபத்தான் நீ போட நீ போனர்ட்ட பேசுகிறேன் இருக்கா இருக்கு இருக்குங்களா போயிட்டேன் என்ன வேலை குடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க சாயந்தரம் ஆறு மணிக்கு ஓனர்ரா உனக்கு சாயந்தரமே கழிச்சு விட்டு அனுப்புறாங்க கால என்ன வேலை கொடுத்து நீலை பண்ணிட்டு இருக்க போற பில்ல போறான்னு சொல்லிட்டு இருந்தானே இல்லையா நான் சொல்லுவண்டா நீ என்ன வேலை பண்ணிக்க அப்படி கிழிச்சா நீ என்ன வேலை பண்ண அப்படியே வந்தா தூங்குற திங்குற போற நீ போய் உனக்கு பில்ல போடுப்போ பேசிட்டு இருக்க மனுஷனுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு விட்டுவன் அங்க இருந்து ஆமா ஆ அதிர உங்க அண்ணன கூப்பிட்டு சொல்லிக்கோ நீங்க எங்க வந்து கூப்பிடுறீங்க நான் திருப்பூர்ல انا திருப்பூர்ல திருப்பூர்ல எங்க இருக்கீங்க திருப்பூர்ல திருப்பூர்தா விஜயபிரம்மல இருக்கணும் விஜயபிரத்த இருக்கீங்களா சரிங்களாங்கறது வர முடியாது சார்மா நான் பாத்துக்கறேன்மா பெரிய பிரச்சனை இல்ல போனை திருப்பி போடறதுக்கு இருக்குது அண்ணா அதல போடாதீங்க ஏமா வா போன் அது ஏ फ्रेंड அது நா அது போ फ्रेंड தானமா வரும் எம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட நான் சொல்றேன் யார்கிட்ட அவங்க அண்ணன்கிட்ட ফোন பண்ணி நான் சொல்றேன் அவங்க நம்பர் எங்க கிட்ட இருக்கு நான் இப்ப கூப்பிட்டு சொல்றேன் சரிங்களா நான் கூப்பிட்டு சொல்றேன் நீங்க கூப்பிட்டு சொல்றீங்களா அவங்க அண்ணன் பேர் என்ன நீங்க அவங்களுக்கு யாரு நான் அவங்களோட ஐஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலேஜ் படிக்கீங்களா இல்ல ஸ்கூல் படிக்கிறோம் ஸ்கூல் படிக்கிறீங்களா எத்தன 9 ஆதா பெரிய என்ன பன்னெண்டாவது இல்லம்மா அவங்க போன விட்டுட்டு போயிட்டாங்க நாங்க வந்து ஒரு நிமிஷம் உனக்கு என்ன இப்ப உனக்கு இப்ப என்ன வேணும் அங்க ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்குடா குட்ல போய் பொருள்லாம் செக் பண்ணணும் ஓனர் வருவான் அந்த கழுத்த வருவான் அவன் வருவான் கழுத்துறதுக்கு வருவான்னு போட்டு குடுக்குறேன்டா வந்து ஒரு மாசம் கூட அவளுமா நாமுகிட்ட கூலியேரானா நீங்க போனா அவங்க கிட்ட நான் பேசியிரறமா அது எனக்கு இப்ப என்ன இல்ல எனக்கு இப்ப என்ன கேள்வி 12 ஆம் படிச்சற பொண்ணுங்க உங்களுக்கு என்ன இந்த வயசுல போன் வேண்டி கிடக்குன்னு நான் கேக்குறேன் நானே பாத்துக்க எனக்கு இந்த டச் போன் ನೋಡிறது எனக்கு அந்த நோக்கியா செட் தான் நான் என்ன வரைக்கும் நான் நோண்டிட்டு இருக்கேன் சரி சரி நான் இருக்கட்டேன்னா அவங்க கிட்ட நானே போன் பண்ணி சொல்றேன் நீங்க போனை ஆ நீங்க 10 ஆம்ல எவ்ளோ மார்க் எடுத்தீங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் இல்லாம இந்த போன தூக்கி போய் போறேன் ஏய் ஹர உங்க கிட்ட நான் இப்ப பேசிட்டறேன் உங்க அண்ணா கிட்ட நான் இப்ப பேசலா சரியா நீங்க நீங்க என்கிட்ட பேசிறீங்கங்கறேன் இல்லங்க கால் ஆகல உங்க நம்பர் தான் முதல்ல வந்துச்சு ஆக انا உங்ககிட்ட தான் முதல்ல கூப்டேன் இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கு இங்க இல்ல அவதார் குட்டி அப்படிங்கறது உங்க பேர் தான இல்ல ஆமா அவதார் குட்டியினு போட்ருக்கு இந்த நம்பர்ல அவதார் குட்டி நீங்க தானே அப்ப உங்க பேர் உங்க பேர் அவதார் குட்டியானே இリューங்க அண்ணன் குட்டி சொல்றாங்க உங்க அம்மா குட்டி சொல்றாங்க codon வாங்கி சொல்லுங்க எல்லமா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு இந்த மேட்ச்ல என்ன நீங்க அவதார் குட்டியே அப்படி அப்படி பேர் சொல்லாண்டிருக்கீங்க அப்போ ஓன் பொண்ணு என்ன பேர் வெச்சிருப்பாய் நாய்க்குட்டி மிஸ் இப்ப உங்களுக்கு என்னல்லாம் தேவலாத வர நீங்க கம்மூல இருக்கணும் எல்லமா நான் ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களா உங்க வார்த்தை இப்படி தான் சொல்லி தரானா ஸ்கூல்ல உன் ஆத்தியம் பேர வந்து பேசுறேன் நாளைக்கு எனக்கு பிரச்சனை இல்லமா ஏன்னா எனக்கு கடையில ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு ஒரு நிமிஷம் வருமா ஒரு நிமிஷம் என்ன என்ன வேல குடுத்துறே என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏன்டா ஏன் உஸ்தரா வாங்குறதுக்குனே வர்றீங்களாடா என்ன போன்ல உன உஸ்தரா வாங்குது இங்க நீ உன உஸ்தரா வாங்குறே வேல எடுத்துடடா சொல்லுமா நான் உங்கள உஸ்தரா வாங்குறனா ஏ அப்படி சொல்லுமா நீ தப்பா நினைச்சுக்காதடா போன் பேச நீங்க தான் போன் பண்ணிட்டு இருக்கீங்க அட பயவ அப்படிமா நீ தப்பா நினைச்சுக்காதேன்னா நீ தப்பா நினைச்சுக்காத உஸ்தரான்னு சொல்றீங்களா என்ன ஏ என்னமா நான் வந்து என்ன பெரு ஆயில் என்ன கேட்டுகிட்ட வந்து சி சி சி சி டூட்டி போட்டுருச்சு நீ எனக்கு வா சோ this is just a, uh, just a prank ma i am serious a eduthukona okay la one told me done by abhishek ashwin tanjithan